கால்வாசி பிரச்சனைகள் கொண்டு வந்து என் மனசு தெளிவா இருந்தாதான் ஒரு வேலையை ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ நீங்க பேசும் போது பாருங்க உங்களோட ஆள் மனசு ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் நேற்று தீட்சை வாங்கினதுக்கப்புறம் உடம்புடாமலையும் சரி மனசுலவங்களையும் சரி எல்லாமே வந்து ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டு சொல்ல முடியும் அப்படியே எல்லாமே பிளாங்காக டீடாக்சிஃபை பண்ண எப்படி இருக்குமோ அந்த இருந்தது குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ காதலில் இருக்கும்போதோ அல்லது காதல் இருக்க அந்த உறவு சீக்கிரமாகவே வெறுத்துறதுக்கு காரணம் என்ன அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் கொஞ்சம் டீப்பான டாப்பிக்கு இதில் வைக்க போகிறதுக்கு எதுவுமே கிடையாது இதை பற்றி யாரும் நீ ஓப்பனாக பேச மாட்டாங்க நீங்கள் அதனால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பேசுகிறேன் ஏன்னா முக்கால்வாசி முக்கால்வாசி கூட இல்லை ஆஃப் பீப்புள் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க எல்லாருமே இந்த பெண்ணின்பம் இன்பம் ஆண் இன்பம் அப்படின்றத கடந்து தான் அடுத்த கட்டமே போக முடியும் இப்போ முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையில் தான் சிக்கிங்க நீங்கள் அதனால இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கங்க இல்லாட்டினா அது வேறு மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்துவிடும் அதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த ஆணிற்கும் பெண்ணிற்கும் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை இறைவன் ஏற்படுத்திட்டார் அந்த படைப்பே அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் விவேகிறேன் இப்போ நீங்கள் வந்து நைட்டு வந்து படுத்துட்டுருக்கீங்க ஒரு பெட்ரூமில் படுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுகிட்டையோ இல்லை பையன்கிட்டயோ பேசும்போது நல்லா என் வார்த்தையை கவனிங்க பேசும்போதே உங்களுடைய மனம் இங்கே பாருங்கள் இந்த உடல் என்பது பொய் ஏன் என் மனது தெளிவாக இருந்தால் தான் நான் கிளியராக இந்த கை செய்யும் எப்படி இப்போ என் மனசில் இப்போ நான் இந்த சொம்பில் இருக்கிற தண்ணி நான் எடுத்து குடிக்கணும்னு நினச்சாதான் நூறு சதவீதம் ஃபுல் எடுத்து குடிக்க முடியும் சொம்புல கை கொண்டு போகும்போதே அம்மா என்னாக்கு என்ன பண்ணு கை போகளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல மனம் என்பதும் பொய் என்பது தெரிஞ்சு விட இப்போதைக்கு உலக வாழ்க்கைக்கு நான் பேசுறேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கங்க தற்போதைக்கு மனம் என்பது மெய்யா வச்சுக்கோங்க ஸோ இந்த செயல் செய்வதற்கு இந்த மனம் என்பது முதல்ல கிளியராக இருக்கணும் மனசில் எந்த ஒரு பிசுறும் இல்லை ஆரம்பத்துலேருந்து கடைசியும் பிரச்சனை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குன்னா தான் இந்த தண்ணி எடுத்து நான் குடிக்க முடியும் அதுபோல் எப்போயுமே ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ நீங்கள் பேசும்போது கவனித்து பாருங்கள் உங்களோட ஆள் மனசு எதை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களோட கண் அவங்களோட லிப்ஸு அவங்களோட மூக்கு அவங்களோட அழகு அவங்களோட ஹேர் ஸ்டைலு அவங்களோடைய அப்ரோச்சு அவங்களோட கட்டுடல் மேனி இதே தான் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கோம் அப்போ என்ன ஆகுன்னா இதனாலதான் பல பேர் போன் பேசும்போது நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் இப்படியேதான் பேசுவாங்க அப்புறம் ஆ இருக்கு இருக்கு இதுல என்ன இருக்கு நான் தெரியாம தான் கேட்குறேன் வெளியிலேருந்து பாக்குறதுக்கு பைத்தியார்த்தனா இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வாரே போயிட்டு இருக்கு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இவங்க ஃபோன் பேசும்போது மைண்டு பேச்சில் இருந்ததுன்னா அடுத்தடுத்த வார்த்தைகள் வரும் பெரும்பாலான காதலர்களுக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்த உறவு கசிந்து போவதற்கு கடுப்பாய் போவதற்கு காரணம் என்னன்னா டாபிக் இருக்காது டாபிக் இருக்காதுலாம் கிடையாது வார்த்தையில் கவனம் வச்சால் டாபிக் வந்துடும் அவங்க கவனம் பூரா எதில் இருக்குன்னா அவங்களோட அழகு மேலேயும் அவங்களோட அந்த ஈர்ப்பு மேலேயும் அந்த கட்டுடல் மேனி மேலேயும் தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களுடைய கவனம் என்பது பதிந்து விட்டது அப்போ என்னென்னா இந்த மனம் ஃபுல்லாக அதை அனுபவிக்கிறதுக்கு தான் ஏங்கும் இதான் ஓப்பனான உண்மை ஓப்பனான ஃபேக்ட்ரிங்க மறுத்தால் இதுதான் உண்மை நான் அப்படிலாம் இல்லைன்னா சொல்லாதீங்க நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள் நீங்கள் பேசும்போது எப்போது உங்களுடைய மனம் அந்த அழகை ஆக்குப்பை பண்ணிருந்தோ மன அளவில் அதை அடையணும்னா எங்குமே தவிர இங்கே பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு ஹெல்த்தினஸ் இருக்காது ஒரு கிளாரிட்டி இருக்காது பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு கண்ணியமும் இருக்காது இதனால முக்கால்வாசியான ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை காதலன் காதலிக்குள்ளேயோ ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அடுத்தடுத்து போகாததுக்கு உண்டான காரணம் அதுதான் மாயை கண்ணை மறைத்துவிடும் என்பது போல அந்த அழகு அந்த அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த ஹெல்த்தியான கான்வர்சேஷனை கட் பண்ணிடுதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருமே அடுத்த இருக்கு அடுத்த பஞ்சாயத்து இருக்கு அப்பையும் மனசு ஆக்குபை பண்ணுது எப்படி ஆகுப்பைன்னா இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப எப்படி பேசுவீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அழகு கட்டுடல் மேனி செக்ஸ் இத பத்தி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னா மனசு எதை ஆக்குபை பண்ணிருவது நல்லா கவனிங்க பேசும்போது முன்னாடி இருந்த மாதிரி அப்படி ரசிச்சு பேச மாட்டீங்க ருசிச்சு பேச மாட்டீங்க உங்களோட மனம் எதை ஆக்குபை பண்ணிடும்னா அவங்க உங்க கூட இருந்து செய்த தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் உங்களோட மைண்ட் ஆக்குபை பண்ணி இருக்கும்போது அந்த விஷுவல் உங்க கணவனோ அல்லது மனைவியோ அவங்களோட இமேஜ் உங்க கண்ணு முன்னாடி வந்த உடனே அவங்க பண்ண கெட்டது நல்லது பூரா ஓட ஆரம்பிக்கும் மெயினா நல்லதெல்லாம் ஒரு ஓரம் கட்டிட்டு கெட்டதுதான் அதிகமா வந்து நிற்கும் ஏன்னா இப்ப மைண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப என்னன்னா இந்த கெட்டது அதிகமாக தலை தூக்கும் போது அது முக்கியம் இல்லை அதுவும் ஒரு உயிர்னு பார்க்கக்கூடிய மனித நேயமும் உயிர் நேயமும் வந்துருச்சுன்னா இந்த மனம் வேலையேற்று போயிடும் ஹெல்தினஸ் வந்துடும் பக்குவம் வந்துடும் பேசக்கூடிய வார்த்தையில தெளிவு வந்துடும் மன தெளிவு வந்துடும் குடும்ப பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ற பக்குவம் உங்கள் மனமே சொல்லி கொடுத்துரும் இதற்கு பேர் தான் மனமே குரு பக்குவப்பட்ட மனம்தான் குரு பக்குவப்படாத மனம் குரு கிடையாது எப்போ ஒரு மனம் பக்குவப்படும் எப்போ நீங்க என்ன பேசுறீங்கன்றதை கவனிச்சு பேசுறீங்களோ எப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க நமக்கு என்ன தாட்ஸ் வருதுன்றதை கவனிக்கிறீங்களோ அப்போது தான் உங்கள் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட ஆரம்பிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடினா அழகை பார்த்து ஆஃப் ஆயிடுறீங்க அதனால முக்கால் வாசி பேருக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மனம் ஃபுல்லா எத்தனும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லவ் பண்ணதுக்கு லவ் பண்ணிருக்கீங்கன்னா எல்லாருமே செக்ஸுக்காகவே லவ் பண்றது கிடையாது ஆனா அதை அனுபவிக்காத வரைக்கும் அதை அடையணும் அடையணும் அடையணும் அடையணும் அடையணும் அடையணும்னு ஒரு அர்ஜு ஒரு வேகம் இருக்கும்போது அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளோதான் நான் ஆகி போயிடும் இதனால தான் சொல்றேன் எந்த சூழ்நிலையிலும் மனம் ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கணும் அந்த தன்மையில் இருக்கும்போது தான் உங்களுக்கு தானாகவே புரிதல்கள் வரும் இப்போ இதெல்லாம் நான் எந்த புக்கும் படிக்காம பேசுறேன் அப்படின்னா அந்த மனசுலயே மனசு கூடயே டிராவல் பண்ணிட்டு அந்த அந்த ஞான அந்த தெளிவும் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்குள்ள இருந்து மலரும் எப்போ நீங்க உலகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட மனசை தறி கட்டு ஓட விடுறீங்களா அப்போ இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அப்போ உங்களுக்கு சொல்யூஷன் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு உங்களுக்குள்ளயே இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் டைம்ல தான் வெளியில் வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க நாளைக்கு என்ன நடக்கு போகுதுன்ற இப்பயே உட்காந்து அது அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்காவே புரிய நட்செளிவுிலைக்காது பஞ்சாயத்துல போய் முடியும் போது என்ன பேசணும் நீங்க பேசும்போது கவனத்தை வேற எங்கேயோ வச்சுட்டு பேசுனீங்கன்னா அதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு தான் போகுமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில தெளிவு என்பது கிடைக்கவே கிடைக்காது ஒரு முக்கால்வாசி மனிதர்களோட வாழ்க்கையில இந்த உலகத்துல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் ஏன்னா மனம் ஃபுல்லா ஒரு இடத்துக்காக ஏங்கிட்டு இருக்கோம் அதை அடைஞ்சு முடிச்சோடனே அனுபவிச்சு முடிச்சோன்னே அடுத்து என்னன்றது தெரியாது வெறுக்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்ப எப்படி பார்க்கணும் ஒருத்தங்களை ஒரே விஷயத்தை தெளிவாக பார்க்க வேண்டும் எப்படி அதுவும் ஒரு உயிர் அது அதனுடைய கருமாவை கழிப்பதற்காக வந்திருக்கு கல்யாணமோ இல்லை காதலோ நடந்துகிட்டு இருக்குன்னா இறைவனோட ஏதோ ஒரு செயல்னால நடந்துட்டு இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டுமே தவிர பிரச்சனையாக இருக்கக்கூடாது நானும் கத்துக்க வேண்டியதுன்னு நிறையா இருக்கு அவங்களும் கத்துக்க வேண்டியதுன்னு நிறையா இருக்கு நான் எல்லாம் தெரிந்தவன் கிடையாது அவளும் எல்லாம் தெரிந்தவள் கிடையாது லேர்னிங் ப்ராசஸ்ன்றது சாகுற வரைக்கும் இருக்கும் ஸோ ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுகளை இன்னொருத்தர் அனுசரித்து போவதும் அடுத்த டைம் அந்த தவறுகள் நடக்காம நம்மளும் பார்த்துக்கிறோம் தான் மிக சிறந்த பக்குவம் தவறு நடப்பகஜம் தான் தவறு டைம் நடக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கை முழுதும் பிரச்சனையாக மாறிவிடும் இத பத்தி நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஒரு டாபிக் பின்னாடி ஏகப்பட்ட அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு இதுல ஒண்ணு தெளிவாயிட்டாவே திருமண வாழ்க்கை மிக சுபிச்சமாக மாறிவிடும் நன்றி வணக்கம்